السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد و اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله قال تعالى في القران العظيم كل نفس ذائقه الموت ثم الينا ترجعون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين قال النبي بنا وسيدنا وشفيعنا وقرة عيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات أو كما قال عليه الصلاه والسلام صدق النبينا سجد البشر صلى الله عليه وسلم رضينا بالله رب وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبييا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخ ومرشدا அலகது இல்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயராலும் நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முகம்மது முஸ்தபாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் உலக முஸ்லிம்கள் என நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தையும் சமாதானமும் என்றெண்டும் நிலத்து நிரப்பமாக நிறவட்டுமாக வாழும் காலமெல்லாம் நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹோரை நின்று வழங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக வளரும் சமூக பிள்ளைகளை தீனுல் இஸ்லாத்தை தெரிந்து புரிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் அரபுல் அலமீன் ஆக்கி அருள் புரிவானாக கணியத்திற்குரிய தாய்மார்கள சென்ற வாரத்துக்கு முன்பு பேசிய ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பை நாம் காண இருக்கின்றோம் அல்லாஹ குரானில் குறிப்பிடும் பொழுது மக்களுக்கு அடிக்கடி நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள் என்ன சொல்ற உங்க சமூக மக்களுக்கு அடிக்கடி நல்ல விஷயங்களை நீங்க சொன்னதை நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க ஏன் சொன்னீன் நினைவுபடுத்துதல் என்பது முஸ்லீம்களுக்கு பலன் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் காமிக்கின்றார் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் அது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலன் அளிக்க வேண்டும் அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அப்ப சென்றவாறு நம்ம என்ன பேசியிருந்தோம் சென்றவாரம் என்ன பேசியிருந்தோமா ஓ சென்றவாழ நம்ம என்ன பேசியிருந்தோம் பாதுகாக்கணும் பொய் பேசக்கூடாது இட்டுக்கட்டி யாரையும் அவச்சொல்கள் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது நம்ம நாக்க நம்ம ரொம்ப பாதுகாக்கணும் சொன்ன ஒரு மனிதன் மிக மிக எளிதாக நரகத்தில் சென்று விடுகின்றார் சில முஃபசிர்கள் எழுதி காமிப்பார்கள் ஒரு மனிதன் தூக்கத்தில் இருந்து விழித்தவுடன் மனிதனுடைய அனைத்து உடல் உறுப்புகளும் நாவை பார்த்து பேசுமாம் நம்மளுடைய கை கால் கண் மூக்கு எல்லாமே செய்யும் நம் நாக்கிடத்தில் பேசும் என்ன பேசும் சொன்னா இன்றைய பொழுது விடிந்து விட்டது உன்னை நீ உள்ளடக்கி வைத்துக்கொள் நீ ஏதாவது வந்து பேசிட்டு வெளியே பேசிட்டு நீ உள்ள போயிருவ ஆனால் நீ விபரீதமாக ஏதாவது பேசணும் சீமா ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நாவை பார்த்து பேசும் என்பதாக சில விமாம் தருகிறார்கள் அப்ப நம்ம சென்றவாரம் சொன்னதை போன்றே யாரை குறித்தும் நாம் புறம் பேசுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் புறம் பேசுவது என்பது அந்த அளவிற்கு கேவலமான ஒரு செயலாக இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தொழுகையாளிகளாக இருப்பவர்கள் அல்லாஹுவை அஞ்சு நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்து புறம் பேசுவதை அடியோடு மறந்துவிட வேண்டும் அப்படி புறம் மறந்தவர்கள் புறம் தவிர்த்து கொள்பவர்களே அல்லாஹுவிடத்தில் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி அப்போ இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா நோய்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இல்லையா இன்றைக்கு நோயினுடைய எண்ணிக்கை எத்தனை என்று அந்த நோய்க்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவ நிபுணர்களால் கூட எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கான நோய்கள் இன்றைக்கு உலகத்தில் கொடூரமான நோய்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நேரத்துக்கு நேரம் நொடிக்கு நொடி என்று இன்றைக்கு கெட்ட வைரசும் கெட்ட கிருமிகளும் கெட்ட காய்ச்சல்களும் கெட்ட கெட்ட நோய்கள் இன்றைக்கு மனிதனுடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நோய்கள் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் ரபுல் அலமீன் அப்பேற்பட்ட நோய்களை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள் புரிவான அப்போ இந்த நோயெல்லாம் மனிதனை மௌத்தாகமாக்கிவிட அளவுக்கு கொடுமையான நோய்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு மோமீனாக இருப்பவர்கள் ஒரு முஸ்லீமாக இருப்பவர்கள் நோயை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் மரணத்தை எப்படி எதிர்பார்க்க வேண்டும் ஒரு மோமீனாக இருப்பவர்கள் இறைவனின் விதியை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஆழ்ந்த கவனத்தில் நாம் எடுத்துக் வேண்டும் குறிப்பாக மரணம் யாரது மவுத்தா போரா விரும்புவோமா எண்பது வயசு எண்பத்தி அஞ்சு வயசு தொண்ணூறு வயசு ஆழிட்ட போய் நம்ம கேட்டதா கூட உடம்பு வலிக்கும் போது உடம்பு வலிக்கத்துக்கு சாம இறந்துடலாம் உடம்பு வலி சரியாயிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் வாழணுங்கிற ஆசை நினைச்சோம் இருக்கும் இல்லையா அப்ப இந்த உலகத்தின் ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு குறையவே குறையாது எப்பொழுதும் அந்த ஆசை என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு மூனின் இந்த உலகத்தை வெறுத்து வாழ வேண்டும் ஒரு மூன பெண் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை வெறுத்து வாழ வேண்டும் இந்த உலகத்தின் மீது அன்பு இந்த உலகத்தின் மீது பற்று இல்லாதவளாக வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி மரணத்தை நினைவுபடுத்திக் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் மௌத் என்ன செஞ்சிட்டே இருக்கணும் அடிக்கடி நினச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பாவம் செய்யும் பொழுது மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அவசியமற்ற சிறப்புகளை செய்யும் பொழுது மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் பிறரை குறித்து புலம் பேசும் பொழுது மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அவசியம் இல்லாமல் தொல்வியை விடும் பொழுது மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் வெக்கமில்லாமல் கூச்சம் இல்லாமல் தெருக்களை பொழுது மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மரணம் என்பது ஒரு மனிதனை ஒரு பெண்ணை ஒரு இஸ்லாமியரை மாத்திரமல்லாமல் உலக மக்களையே பாவத்திலிருந்தும் அது மீட்டெடுக்கும் என்பதாக நமக்கு இமாங்கோல் சொல்லித் தருகின்றார்கள் அப்பேற்பட்ட மரணத்தை குறித்து ஒரு சில சிந்தனைகளை உங்களுக்கு மத்தியில் தர இருக்கின்றோம் அல்லாஹ் குரான் அல்லா அரபு எதற்காக முதலில் ஏற்படுத்தினான் இந்த மௌத்த அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது தபார கல்லதி மூல்குவகுவார குள்ளி செய்யும் அல்லதி கலக்கல் மௌத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசனும் அமலா அந்த அல்லஹா ஆயிற்று குறிச்சி அமத்துக்குமா எங்க ஓடுது வெளியே ஓடு அப்போ அல்லாஹு மரணத்தை இதற்கு படைத்தார் என்பதை குறித்து தெளிவுபடுத்தும் அல்லாஹ் சொல்லி காமிப்பார் எவ்வளவுக்கும் ஐயக்கும் ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்ததற்கான காரணம் உங்களில் யார் யார் என்னென்ன நல்ல காரியங்களை செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் நம் மௌத்தையே ஏற்படுத்தின உனக்கு ஆயுளை கொடுத்தது உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தது குழந்தையை கொடுத்தது செல்வத்தை கொடுத்தது நோயை கொடுத்தது மரணத்தை ஏற்படுத்துவது இதெல்லாம் இதற்கு எவ்வளவுக்கு மயக்குமாசனாமலா நீ அந்தந்த சூழ்நிலையில் என்ன நல்ல காரியம் செய்கின்றாய் என்பதை பார்ப்பதற்குத்தான் நான் உனக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தின அல்லாஹிரருக்கு கொடுத்து சப்பான் சிலருக்கு எடுத்து சோதிப்பான் அப்ப கொடுத்து சோதிக்கக்கூடிய சோதனையாக இருந்தாலும் எடுத்து சோதிக்கூடிய சோதனையாக இருந்தாலும் நாம் அல்லாகவை நினைவுபடுத்த வேண்டும் இந்த இரண்டு நேரத்திலும் நாம் அல்லாகுவை பயந்து அல்லாகுவை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் எல்லா விதமான சோதனைகளையும் அல்லாஹ்படுத்தினான் இன்றைக்கு மௌச்சினுடைய சிந்தனை நம்மளிடத்தில் இல்லை மரணத்துடைய எண்ணம் கொஞ்சம் கூட இன்றைக்கு நம்மளிடத்தில் இல்லை அந்த மரணத்தின் எண்ணம் இல்லாததின் காரணம் என்ன ஆகிவிட்டது இன்றைக்கு பாவங்கள் அதிகரித்து விட்டது எப்படி வேணும் என்றாலும் வாழ்ந்து கொள்ளலாம் ஆசைப்பட்டதை போன்று இருந்து கொள்ளலாம் நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு கிடையாது நமக்கென்று ஒரு கட்டுக்கோப்பு கிடையாது நினைத்தால் நினைத்தால் தொழுகையை விட்டுக் கொள்ளலாம் நினைத்தால் அல்லாஹளை பயந்து கொள்ளலாம் நினைத்தால் அல்லாஹில் அச்சம் இல்லாமல் இன்றைக்கு மௌத்தினுடைய சிந்தனை இல்லாம சமுதாயம் பெரிய சீரழிவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது கண்டித்திருக்குரிய தாய்மார்களே அல்லாஹ் ரபுல் நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிந்தனையை திறந்து விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு மிக்கின்றது எப்பேற்பட்டது தெரியுமா அந்த மரணம் என்பது எந்த கொடியது தெரியுமா அல்லாஹ் சொல்லிக் காமிக்கின்ற நிச்சயமாக சத்தியமாக அல்லஹ சொல்வான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுழத்தே தீரும் இந்த மரணத்தில் யாரும் தப்ப முடியாது இந்த மரணத்தில் இருந்து நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் எந்த உயர்ந்த பதவியில் நீ இருந்தாலும் நீ எந்த அமல்கள் செய்திருந்தாலும் மரணம் உன்னை விடவே செய்யாது நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அந்த மரணத்திற்கு பின்னால் நாம் செல்லக்கூடிய இடத்தை குறித்து அல்லா சொல்வாள் சும்ம இலைனா துருஜாவும் பின்னர் நீங்கள் நம்மிடமே திருப்பப்படுவீர்கள் அல்லா இடத்திலேயே பின்னால போறதை அல்லா சொல்லி காமிக்க அப்போ இந்த மரணம் வருவதற்கு முன்னால் நம் வாழ்க்கையை சீரான ஒரு வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மரணம் வருவதற்கு முன்னால் இந்த மரணத்துடைய சூழ்நிலைகள் காலங்கள் நமக்கு ஏற்படுவதற்கு முன்னால் நம் வாழ்க்கையை சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நபிகள் பெருமானார் சொல்லு அலிஹுமன் அவர்கள் இந்த உலகத்தை குறித்து அழகான ஒரு வார்த்தையை கொண்டு விவரத்தை சொல்வார்கள் அத் துன்யா மசுராத்துலாஹு அலி வசல்லம் அவங்க சொல்லுவாங்க அத்துராத்துல் ஆகிற இந்த உலகம் என்பது சொ மருமையினுடைய விளைச்சல் நிலமாக இருக்கிறது இங்கே நீங்கள் எதையெல்லாம் விழைக்கின்றீர்களோ எதையெல்லாம் நீங்கள் நன்மையாக விதைக்கின்றீர்களோ அதனுடைய கூலிகளை நீங்கள் மறுமையில் மறுமையில் நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் கணித்திற்குரிய தாய்மார்களே இன்றைக்கு மரணம் என்பது ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி அல்லா காப்பாற்றணும் அவங்க நிறைய சில விஷயங்கள் ரொம்ப அல்லாட்ட அதிகமான பாதுகாவல் தேங்க தெரியுமா திடீர் மரணம் நல்ல இருந்து திடீரென செஞ்சிருவாங்க ரொம்ப அதிகமாக அல்லாட்டிருந்து பாதுகாவல் பாதுகாவல் தேடணும் மௌத்த ஒவ்வொரு சூழ்நாள் நினைவுபடுத்துறாங்க அதே போன்று அனாதையாக மரணம் அடைவது அதே போன்று விபத்தில் மரணம் அடைவது அதே போன்று கொடிய நோய் நொடிகளில் கிடந்து தன் சுய தேவைகளை தன்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு நோய்வாய்ப்பற்று மரணம் அடைவதை விட்டும் ரசூஸ் அல்லாஹம் அவர்கள் பாதுகாவல் தேடினார்கள் அந்த பாதுகாவலை அல்லாஹ் அப்படி நம் குடும்பத்தாரர்களுக்கும் தந்துள்ள வேண்டும் அப்போ இந்த மௌத்த குறித்து அல்லாஹ் குலால் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான் மௌத்த பத்தி நம்ம அதிகமா பேசணும் இன்னைக்கு மௌத்த பத்தி பேசினாலே ஒரு அபர் குணமா என்ன பார்க்கிறோமா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் குரான் அதிகமா மூத்த பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இது ஒரு இடத்துல அல்லா சொல்லும் போது இந்த மௌத்தனுடைய விஹாரம் இந்த மௌத்தனுடைய என்பதை குறித்து உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் நீ ஒளிந்து கொண்டாலும் நிச்சயமாக மரணம் உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் மரணத்திற்கு பயந்து மௌத்திற்கு பயந்து மூச்சு கூட நுழைய முடியாத அளவிற்கான ஒரு இரும்பு கோட்டையை நீங்கள் கட்டினால் அந்த இரும்பு கோட்டைக்குள் உங்களுக்கு மரணம் வந்துவிடும் அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கிறான் ஏன் எச்சரிக்கிறா மௌத்தோ கொரூரமான எனவே நீ பாவத்தை விட்டு முன்னை தவிர்த்துக்கொள் பொய் பேசுவதை விட்டு முன்னை தவிர்த்துக்கொள் ஹராமான வார்த்தைகளை விட்டு உன் நாவை தவிர்த்துக்கொள் ஹராமான பார்வையை விட்டு உன்னுடைய கண்களை தவிர்த்துக்கொள் ஹராமான இசையை விட்டு உன் காவை தவிர்த்துக்கொள் ஹராமான பேச்சை விட்டு நாவை தவிர்த்துக்கொள் என்று அல்லாநேச எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றான் விளங்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் நாம் அல்லாஹ் அதற்கு மாத்திரம் எச்சரிக்கை நீ வித்திட்டு நேர்மதிப்படுத்த உழக்கான கபருக்கான வாழ்க்கைக்கு தொழுகையை நீ கையாண்டு கொள் நீ தர்மத்தை அதிகம் செய்து கொள் பொய் சொல்லாது புலம் என்று அல்லா நம்ம என்ன இருக்கா எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றான் நீ நம்ம அந்த எண்ணம் கொஞ்சமாவும் இருக்கா தொழில் நேரத்தில் எத்தனை தடவை சொன்னாலும் வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் நமது ஊரில் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் நேரத்தில் வீதிகளில் தெருக்களை நிற்காதீர்கள் என்று எத்தனைகள் நாம் இன்றைக்கு சொன்னாலும் கூட எங்கையோ யாருக்கோ எவரோ சொல்வதை போன்று இன்றைக்கு நிற்கக்கூடிய ஆய்கள் இருக்கிறாங்களா இல்லையாமா இருக்கிறாங்க அல்லாஹ் ரபுல் அளவின் அவர்களுக்கெல்லாம் இதாயத்தும் நேர்முறையை அவ்வளவு கொடுக்கட்டும் அப்ப இறைவனுடைய சிந்தனையை விட்டு இன்றைக்கு அப்பாற்பற்ற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் வருகிறது கணித்திருக்குரிய தாய்மார்களே மரணம் நமக்கு எங்க புனாலும் அவுத்து வந்துடும் சுலைம அலை அவங்களுக்கு அல்லாஹு தாலா காத்துட்டு பேசக்கூடிய ஒரு மோஜிசாவோட அற்புதத்தை கொடுத்தார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எலுமிச்ச மலர்த்திட்ட எல்லாத்திலுமே அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு செயல் அப்போ மல குழுமத்து பேர் யாருக்கா தெரியுமா மலக்குழு பேர் யாருக்கா தெரியுமா புரியல மலக்குள் மலக்குள்மூத்து பேர் இஸ்ராயல் இந்த இஸ்ராய மழக்கு பேரை கேட்டாலே நமக்கு இப்பமே மோத்து வந்துரும் போல காப்பாற்றணும் இல்லையா அப்போ முன்னாடி எல்லாம் இஸ்லாம் அவங்க எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியவாங்க ஒரு ஆளை மோத்த வந்து அனுமதி கேப்பாங்க என்ன கேப்பாங்க உங்களுடைய நேரம் முடிஞ்சு போச்சு உங்களுடைய நேரம் முடிஞ்சிருச்சு அல்ல ஒரு ஆளை மரணமரைய செய்வதற்காக அப்படி குறுகுறு குறுகுறு பார்க்கிறாங்க என்ன செய்ய இஸ்ராய இஸ்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டா மலக்குள் முகத்து வந்திருக்காரு நான் கூட்டத்தில் சொல்லி என்னோடைய கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல கொண்டு போய் செஞ்சிருங்க விட்டுருங்க அப்படிங்க சரி அப்படி ஆகட்டும் அவர்களும் காத்துக்கு கட்டளை இடுகின்றார்கள் காற்று அதே போன்று அந்த மனிதரை ஊரை விட்டும் ஊரனுடைய எல்லையை தாண்டி ஒரு உயர்ந்த மலைக்கு மேல் கொண்டு இறக்குகிறது அந்த மலைக்கு மேல் அவர் போனதோடு அங்க பார்த்தா இசுனாஸ்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அங்க போனா யார் உட்காந்துட்டு இருக்கா இசுனாஸ்லாம் அந்த மனிதர் சொன்னாரு கூட்டத்தில் நீங்க என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே உங்களுக்கு பயந்து நான் இங்க வந்த நீயோ சுட்டேரம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு என்ன கணக்கு பண்ணனும் அதே மாதிரி என்ன செஞ்சாங்க விதியை நாம் திட்டு விதியை திட்டக்கூடாது அந்த வீட்டுக்கு போனதாக மதுரை அங்க போன அதனால இப்படி ஆயிடுச்சு இல்லையா அப்ப எங்கேயாக இருந்தாலும் அங்கே நம்ம இழுத்துச் செல்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்பதை நாம் விளங்கிவிட வேண்டும் அவ மவுத்து என்பது நம்ம எந்த நபியோடு எவ்வளவு பெரிய ஒரு சாலையான ஒரு இபாதத்தான ஒரு ஆள் கூட நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு பெரிய இபாதத்தான ஆளாக இருந்தாலும் என்ன செய்யும் மவுத்து ஒரு நேரம் முந்துமா பிந்துமா ஒரு நேரம் முந்தவும் செய்யாது ஒரு நேரம் பிந்தவும் செய்யாது சரியான நேரத்தில் என்ன செய்யும் நம்மளை வந்து அடைந்துவிடும் ரபிகல் நாயகம் சல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் மௌத்தை குறித்து சஹாபிகளுக்கு ஏராளமான விளக்கங்களை ரசூசல்லாஹ் அலிவஸ்லம் அவங்க கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும் பொழுது ரபிகள் நாயகம் சல்லாஹ் சொன்னாங்க மூத்து கபு அன் தமுத்து கபுல அன் தமுத்து நீ மரணமடைவதற்கு முன்னால் மரணமடைந்ததை போன்று நடித்துக்கொள் என்ன சொல்றதுக்கு எப்படி மரணமடைந்தவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆசாபாசைகளும் இல்லாமல் ஒரே இடத்தில் யாருடைய தொடர்பும் இல்லாமல் பசி இல்லாமல் எப்படி இருக்கின்றானோ அதே போன்று எமையான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் எளிமை இருக்க வேண்டும் அவனை பத்தி பேசி நமக்கு என்ன போகுது என்ன ஆக போது என்ன ஆக போகுது அப்படி வந்தால் நாம் ஒரு மரணம் எப்படி இருப்பாரோ அதே போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் வாழ முடியுமா நம்மளால முடியுமா நம்மளால ஒரு பத்து நிமிஷம் பண்ண முடியுதா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுடைய சிந்தைய தொலைக்காட்சியிலிருந்து டிவியில இருந்து 6 மணிக்கு மேல வெளிய கொண்டு வர முடியுதா ஆறு டு பதினொன்னு அப்படி தானம்மா பதினொன்னா பன்னெண்டா பதினொன்னு தானே புரியல என்னது இந்த ஆறு மணிக்கு வந்து என்ன செஞ்சிடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிடும் டெய்லியும் நிறைய நன்மை கிடைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருவோம் அந்த நாடகம் எப்படி இருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒ சங்கடமான விஷயம் அடிமைய நாடகம் பார்க்கணும் இல்லையா பசங்க ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கோம் எதா பண்ற சுமூக் அழுவான் அப்படி நம் பிள்ளைகளை நாம் எந்த பாதையின் பக்கம் நாம் கைப்பிடித்து எழுத்து செல்கின்றோம் என்பதை நம்ம பார்க்கணும் கணித்திருக்குரியவர்களே யார் ஒருவர் தன் பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளாக வளர்க்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் ஒரு தாயோ தகப்பனோ நரகத்திற்குரியவனாக இருந்தால் அந்த பிள்ளை சாலையான பிள்ளையாக இருந்தால் தாயையும் தகப்பதையும் சொர்க்கத்திற்கு கையை பிழைத்து இழுத்துச் செல்லும் அதே சூழ்நிலையில் பிள்ளையின் வாழ்க்கையை கவலைப்படாத பெற்றவர்கள் தான் மாத்திரம் தொடர வேண்டும் தான் மாத்திரம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொர்க்கத்தை கொண்டும் தீர்ப்பளிக்கப்பட்ட இரண்டு பெற்றவர்கள் நரகத்தை கொண்டும் தீர்க்களிக்கப்பட்ட ஒரு பிள்ளை அந்த தாய் தகப்படைய சொர்க்கம் போக விடாதே கையை பிடித்து தரத்தால் என்று இழுத்துக் கொண்டு நரகத்தின் பால் சென்றுவிடும் பிள்ளைகள் தயவு செஞ்சு பிள்ளை அதிகம் கவனம் செலுத்துங்க அடிக்கடி சொல்லும் பிள்ளைகள் வீதிகளில் நின்று பாட்டுகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணித்திற்குரியால் இன்றைக்கு உங்களால் மாத்திரமே பிள்ளைகள் சீலை முன்பக்கம் ஒரு பாட்டு படிக்கும் போது வந்துட்டா அதை விட மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கா இருக்காமா சொல்லுங்க நமக்கு மூத்தினுடைய சிந்தனை இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வரும் நமக்கு ஆசியத்தின் சிந்தனை இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை வரும் பெற்றவர்களே குறிப்பாக தாய்மார்களே எல்லாம் உங்கள் கையில் குடும்ப ராஜ்யம் உங்கள் கையில் குடும்பத்தின் அரசாங்கம் உங்களிடத்தில் அல்ல கொடுத்திருக்கின்றானே உங்களுக்கு தானே இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் மாவனாராக இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் பேச்சை தானே கேட்க வேண்டும் அல்லா அப்படிதான் ஏற்படுத்தி வந்திருக்காயே பெண்கள் சாதையான முறையில் குழந்தைகளை வளர்த்து விடுவார்கள் குடும்பத்தை நல்வழிப்படுத்துவார்கள் என்பதற்காக அல்லா கொடுத்தானே சீரியலின் வழியின் பக்கம் இன்றைக்கு பிள்ளைகளை எடுத்துச் செல்கின்றோமே எவ்வளவு அவல சூழ்நில எந்த போட்ட பிள்ளைகள் வீட்டில் சுமுறது இல்லை காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தோழுவதில்லை விசாரித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் தினந்தோறும் கேட்கின்றோம் பிள்ளைகளிடத்தில் ஆரே கால் மணிக்கு எந்திரித்து தொடக்கூடிய தொழுகை சுமுக தொழுகையா சூரியர் உதயமானதற்கு பின்பு தொழுகை கடமையாவாத பிள்ளைகள் இன்றைக்கு தொழுது விடுகிறது ஆனால் தாய்மார்கள் தொழவில்லையே ஏ எதற்காக மறுமையை குறித்தான எண்ணம் இல்லை கபரை எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை மௌத்தை பற்றி சுத்தமாக சிந்திப்பது இல்லை அப்படி சிந்தித்திருந்தால் மரணம் வந்துவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் செய்ய முடியுமா மௌத்து வந்துட்டா இப்போ அப்போ நம்மளால் சொல்ல முடியுமா முடியுமா இன்னைக்கு தோற ஊராட்களுக்கு காரணம் சொல்லிப்போம் அது இப்படி இஸ்ராய இஸ்லாம் கருத்த முகம் கொண்டவர்களாக கடுமையான சப்தம் கொண்டவராக சிவந்த பார்வை கொண்டவராக இஸ்ராயல் அழைவு சார் வந்து நிற்கும் போது ஏதாவது பேச முடியுமா முடியுமாமா சுத்தமா முடியாதுல்ல நாவ்கூட நெசையாது வராது களிமா சொல்ல கூட வராத நாவ தொழகையை விட்டதற்கு காரணம் சொல்வதற்கு வருமா வராது அப்புறம் பிள்ளைகளை நேர்மொழிப்படுத்த வேண்டும் முதலில் நாம் துறைவியாரியாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு பயப்படுகின்றோமோ இல்லையோ குறைந்தபட்சம் மவுத்துக்கு பயந்தாவது நாம் என்ன செய்ய மாத்திக் கொள்ள வேண்டும் அப்ப நடிகை நாயகம் சொல்லி வசலம் அவர்கள் அதைதான் சகாதிகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் நீங்கள் அதிகமாக மௌத்தை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள் உஸ்மான் அலையாத் உஸ்மான் அலையாத்து வசலாம் உஸ்மான் ரவி மிகப்பெரிய ஒரு சஹாபி இரண்டு மகளை திருமணம் செய்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு சகாபி அது மாத்திரமல்ல சொர்க்கத்தை கொண்டு இந்த உலகிலேயே சுயச்செய்தியை பெற்றவர்கள் பதில் போரில் கலந்து கொண்டவர்கள் நான்கு கலீஃபாக்களில் ஒரு ஹலீபாவாக இருப்பவர்கள் இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த உஸ்மான் இந்த உஸ்மான் ரவி தலானு அவர்கள் கபறுகளை மையவாடிகளை கலந்து சென்றால் தன்னுடைய தாடி முடி நலையும் அளவிற்கு அழுது கொண்டே இருப்பார்களாம் நம்ம மௌத்தா பழம் வீட்டில் பிறந்தவங்க நமக்கு ரொம்ப நெருங்குக சொன்னா அழுவோம் அப்படியான அடுத்தால் மௌத்த போய் அழுவமா அழமாட்டோம் அழ வராது ஆனா உஸ்மான் ரபிர்லான் மைய கடந்து போனாலே அழுவாங்களா ஏன் உள்ள இருக்க ஒரு நினைச்சு இல்ல நாளைக்கு நான் உள்ள போன எனக்கு என்ன நிலைமை ஆக போது தெரியலேன்ட்டு யாரு சுபச் செய்த இந்த உலகத்திலே ரசூ இல்லாவுடைய மருமகன் அவர்களே அப்படி மௌத்த உணர்ச்சி அழுகுறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் என்னமா செய்யணும் ஒவ்வொரு பக்தலையும் நாம் எல்லாம் உடத்தி துவா கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நாம் அதை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சிந்திப்பதன் மூலமாகத்தான் பாவ செயல்களில் இருந்தும் விலக முடியும் என்பதை இமாமித் தருகின்றார்கள் அபியல் நாயகம் சொல்லு வசலம் அவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைகளை நேராக மதிராவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் ரசூல் உக்காத்திருப்பதை போன்ற ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அதனுடைய வழியும் வேதனையும் உங்களுக்கு புரியும் நபிகள் நாயகம் அம்மன் அவர்கள் வேதனையாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீரை எடுத்து தன்னுடைய மேனியில் நபி அவர்கள் தேய்த்துக் கொண்டு சொன்னார்கள் அல்லாஹும் சக்கரா வேதனை எனக்கு லேசாக்குவாயாக இந்த மௌத்தினுடைய வேதனை எனக்கு லேசாக்குவாயாக என்று துவா செஞ்சாங்க ரசூலுல்லா யாருமா சொர்க்கமே ரசூலுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டது இல்லையா உலகத்தில் கூடாறு கோடி மக்கள் இன்றைக்கும் ரசூரைதான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நேரம் பாங்கிலும் தொழுகையிலும் ஒவ்வொரு துவாக்களையும் இன்றைக்கு ரசூலுல்லாவின் பெயர் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிப்பட்ட அந்த ரபிக்கே மௌத்தனுடைய வேதனை இருந்ததுன்னு சொன்னா ரசூலுல்லா பாதுகாவல் தேடுனாக சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ரசூல்லாசம் அவங்களுக்கு உலகத்தில் மிக மிக வேதனை குறைவாக ஒரு ரூகை நான் வாங்க போகின்றேன் என்று சொன்னா அது உங்க ரூஹ மட்டும்தான் ரொம்ப ரொம்ப குறைவான வேதையோடு யாருக்கு உருவாங்கப்பட்டுச்சு ரசூலுல்லாக்கு உருவாங்கப்பட்டுச்சு அப்படி வாங்கப்படும் போதே ரசூலுல்லா அல்லாஹ் சக்கரத்தில் மூத்தின் என்று துபாவை கேட்டாங்களே நமக்கு என்ன அல்ல மென்மையாக வாங்க போறா எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு நேரத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் அல்லாகத்தால் அந்த கொடுமையான மௌத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியாது அந்த கொடுமையான வேதனையிலிருந்தும் அல்லாஹத்தால் நமக்கு லேசான வேதனையோடு நம்ம ரூஹை அல்லா வாங்க வேண்டும் நினைத்திருக்கிறவர்களே மௌத்தை குறித்து இமாம்கள் ஒரு அழகிய விளக்கம் சொல்வார்கள் உங்கள் கண்களை மூடி கற்பனை செய்து கொள்ளுங்கள் மரணம் தன்னுடைய உடலில் இருந்து வெளியே போவதற்கு ஒரு அழகிய உதாரணத்தை இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் உடலில் இருந்து போவது எப்படி தெரியுமா அடர்ந்த ஒரு முள் காடில் அடர்ந்த ஒரு முள் மரத்தின் மீது மிக மிக லேசான ஒரு சேலையோ மிக மிக லேசான ஒரு துணியையோ போட்டுவிட்டு அதன் மீது முழுக்கள் எல்லாம் நன்றாக குத்தி குத்தி இருக்கும் பொழுது அந்த துணியை எடுத்தால் எப்படி அங்க அங்க கிழிந்து நாடு நாளாக வருமோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய ரூஹை எடுக்கும் பொழுது உடலில் கடுமையான முள்களெல்லாம் குத்தி எப்படி வேதனைப்படுமோ அதே போன்று கடும் வேதனையால் அவருக்கு ரூக வாங்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காலத்தில் நாம் வாழப் போகின்றோ அந்த மௌத்தை விட்டு நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால் அந்த மௌத்தினுடைய வேதனையில் இருந்து நம் பெய் வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் சாலைகானவர்களாக நாம் வாழ வேண்டும் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சரி மரணம் இந்த மரணம் வந்ததற்கு பிறகு மரணம் நேரம் இருக்கு இல்லையா மரணம் எவ்வளவு நேரத்தில் அடையும் இசை வந்த தெரியுமா இசை வந்து சொடக்கு போடுற நேரத்துக்கு முகத்து முடிச்சு போயிடுவாங்க எப்படி சொடக்கு போற டைம் இருக்குல்ல இவ்வளவுதான் இந்த நேரத்துக்கு சொடக்கு போடக்கூடிய அந்த கேப்ல யதில் இருந்து மவுத்தாக போவதற்கு முன்னால் என்ன பாவம் செஞ்சமோ அதை எல்லாத்தையும் கண்ணு முன்னால காமிப்பான் என்ன செய்வா கண்ணு முன்னால காமிப்பான் அப்போ அந்த பெண் அந்த ஆண் சொல்வான் எனக்கு நீ கால அவகாசம் கொடு ஒரே ஒரு நாள் கால அவகாசரோடு நான் செஞ்ச தப்பு அனைத்தையும் நான் சரி செய்து விடுகின்றேன் அல்லஹ சொல்லி காமிப்பான் அடே நீ பொய் சொல்கின்றாய் நீ சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் ஒன்றுக்கும் மாவாத வார்த்தையடா உனக்கு ஆயுள் காலம் அறுபத்தைந்து ஆண்டுகள் கொடுத்தேனே அதில் சரி செய்யில் நீ சரி செய்ய போகின்றாசான் என்ன செய்ய மாட்டாமா கொடுக்க மாட்டான் இருக்கிற காலம் கொஞ்சம் இன்னும் எத்தனை வருஷம் வாழ போதும் நமக்கே தெரியல பத்தோ இருபதோ முப்பதோ அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் சொல்ல முடியாது பார்த்தவர்கள் மகளிர் இல்லை மகளிர் பார்த்தவர்கள் பார்த்தவர்கள் சுபவில் இல்லை என்று இன்றைக்கு ஒவ்வொரு மணி நேரங்களிலும் இன்றைக்கு மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது நமக்கு எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது எனவே கிடைக்கக்கூடிய நேரத்தை நன்மையான நேரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் நேரமாக அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தாத வரை நம்மளுடைய ஆகிரத்து வாழ்வும் நம்மை இன்மை வாழ்வும் சரியாக அமையாது உயிர் இருக்கு கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுவோம் கொஞ்ச நெஞ்ச சண்டையா கொஞ்சம் எ பண்றோம் ஆனா இந்த உடம்புல இருக்கிற ரூகம் மட்டும் அல்ல எடுத்துட்டான் சொன்ன இந்த உடம்பினுடைய பலகீனம் எந்த அளவுக்கு கொடுமையானது தெரியுமா இந்த உடம்பு எவ்வளவு பலகீனமான உடம்பு தெரியுமா இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாரேனும் மரணம் அடைந்து விட்டால் உங்களில் யாரேனும் மௌத்தை சந்தித்து விட்டால் அவருக்கு உடனடியாக கபன் பொதிந்து உடனடியாக ஜனாசா தொழுகையை முடித்து உடனடியாக அவரை நீங்கள் கபருக்குள் வைத்து விடுங்கள் இதுவெல்லாம் உடனடியாக நடக்க வேண்டும் அப்படி உடனடியாக நடக்காத பொழுது அவரை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது அவர் மேல் ஒரு ஈ வந்து உட்கார்ந்தால் ஒரு கொசு வந்து உட்கார்ந்தால் அவருக்கு மேல் பெரிய ஒரு மலையை தூக்கி வைத்ததை போன்று வேதனை இருக்கும் சொல்ல என்ன சொல்றாங்க மோத்தா பின்னால நம்ம உடம்புல ஒரு ஈ வந்து உட்கார்ந்து எவ்வளவு வேதனை இருக்குமா ஒரு மலையை தூக்கி நம்ம மேல வச்ச வேதனை இருக்கும் அந்த அளவிற்கு கடுமையான வேதனை இருக்கும் மௌத்தா போவதற்கு பின்னால் நம்மளுடைய உடல் பேசும் மனிதா சொந்தமேர்களே கடுமையான குளிர் தண்ணியை வைத்து என்னை நீங்கள் குளிப்பாட்டாதீர்கள் என்னை குளிப்பாட்டாதீர்கள் என்னை தேய்த்து குளிப்பாட்டாதீர்கள் மென்மையை கையாளுங்கள் நான் யாருக்குமே நான் முன்பே நான் குறை செய்துபட்டு நான் முன்பே கடும் வேதனை அனுபவித்து விட்டேன் தண்ணியை கொண்டோ அழித்து தேய்ப்பதைக் கொண்டோ என்னை கொடுமைப்படுத்தாதீர்கள் என்று இந்த மனிதனுடைய ரூகப்பி முடியுதா ஒரு மண்டடி வந்தா தாங்க முடியல இந்த வழியை தாங்க வழியை தாங்கணும் அதற்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் நமக்கு வேணும் அதற்கு நமக்கு அளவில்லாத ஒரு மருந்து நமக்கு வேணும்னு சொன்னா அந்த மருந்து தான் ஐநேர தொழுகைகளும் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களும் சரி இந்த முகத்திற்கு பின்னால் அல்லாஹத்தாரா நம்மை கபரில் வைத்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் கபரில் அல்லாஹ நம்மை வைத்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள் ரபிகள் பெ சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணமடைந்து விட்டால் அந்த மனித மனிதனை கபுருக்குள் வைத்ததற்கு பிறகு அந்த மனிதனை அந்த மண் முசாபகா செய்யும் அந்த மனிதனை அந்த மண் கட்டி தழுவி கொள்ளும் சூழ்நிலை என்ன சொல்றாங்க நம்ம கபூர்ல வைக்கிறாங்கல்ல நம்மள கபூர்ல வைக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்ச நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்ம கட்டி தழுவுகிறது இல்லையா இந்த மாதிரி மண் என்ன செய்யுமா நம்மள அன்போடு கட்டி தழுவி கொள்ளும் இப்படி அன்போடி கட்டி தழுவும் போது மனிதனுடைய ஒரு விழா எழும்பு மறு விழா எழும்போடு மோதி உடைந்து விடும் விழா எலும்பு தெரியுதா நம்மளுடைய சாலையான மூத்தாக இருந்தால் சந்தோஷமாக அந்த மண் கட்டி அப்படி அந்த மண் கட்டி பொழுது ஒரு விழா எலும்பு மறு விழா எலும்பின் பக்கம் செல்லும் அதே கெட்ட மையத்தாக இருந்தால் பாவியான மையத்தாயிருந்தால் கடுமையை அந்த மண் கையாளும் அப்படி கடுமையை கையாளும் பொழுது உடலில் ஒரு எலும்பு துண்டுகள் கூட மிங்காது என்பதாக நமக்கு சொல்லி தராங்களே ஆறடி வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேண்டும் அந்த ஆறடிக்கு தான் நமக்கு அறுபது வருஷம் இல்லையா இந்த அறுபது வருஷத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும்னு சொன்னா தான் அந்த ஆறடி நமக்கு சரியா இருக்கும் அந்த அந்த வீட்டில் உங்களுக்கு தண்ணி தருறதுக்கு ஒரு நாதி இருக்காது பசித்த வாய்க்கு உறவு தருவதற்கு ஒரு நபர் இருக்க மாட்டாங்க கடுமையாக வேர்க்கின்றது என்று விசிறி விடுவதற்கு உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காது கடுமையான உறக்கம் கடுமையான கை கால் வலிக்கை உங்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் கடுமையான இருளை மாத்திரமே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேணும் என்று சொன்னால் நம் உடலையும் நம் மனதையும் நம் சிந்தனையும் இப்பொழுது இருந்தே இறைவனுக்காக நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் மாத்திரம்தான் அந்த வாழ்க்கையை நாம் நிரந்தரமாக நம்மால் வாழ முடியும் நினைத்திருக்கூடிய தாய்மார்களே இந்த மௌத்துல கபருக்குள்ள நம்மளை வச்சதற்கு பின்னாடி முன்கர்ணக்கீர்னு ரெண்டு மலக்கு வருவாங்க மலக்கு யாரு முன்கர்ணக்கீர் இந்த ரெண்டு மழக்குமாறு பத்தி சூசலாங்க அழகான ஒரு வரலாறு சகாபாக்களுக்கு சொல்றாங்க அந்த குட்டி கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க முன்கர்ணக்கீர் எந்த கொடுமையானவர்கள் முன்கர்ணக்கீர் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து சகாபாக்களுக்கு சொல்றாங்க முன்கர் நக்கீர் என்பவர்கள் அவர்கள் அறுபதற்கும் அடிக்கு மேல் இருப்பார்கள் அறுபது அடிக்கு மேலே நெசுவாங்க இருப்பார்கள் அவர்களுடைய உடலின் நிறம் கடுமையான கருப்பாக இருக்கும் அவர்களுடைய கண்ணிலிருந்து இருந்து வரக்கூடிய ஒளி மின்னலை விடவும் அதிபயங்கரமான ஒளியாக இருக்கும் அவர்கள் ஒருவரின் பெயரை சொல்லி அழைத்தால் அப்துல்லா என்று அழைத்தால் கடுமையாக இடி முழங்குவதை போன்று சப்தம் கேட்கும் அவர்களுடைய முடிக்கு அவர்கள் முடி தலைவரையிலும் இருக்கும் அவர்கள் தலைமுடிக்கு மேல்தான் அந்த மலக்குகள் நிற்பார்கள் அவர்களின் பற்களை கொண்டுதான் உங்கள் கபர்களை திறப்பார்கள் அப்பொழுது ரசூல் சலதாசும் கையில் ஒரு குச்சியை வைத்திருந்தார்கள் நான் எப்படி இந்த குச்சியை நான் சுத்தி கொண்டிருக்கின்றேனோ அதே போன்று அவர்கள் கையில் ஒரு குச்சி வைத்திருப்பார்கள் அந்த குச்சியினுடைய கனம் எந்த அளவுக்கு கடுமையானது என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய சீசன்ல மக்காவலை எவ்வளோ நபர்கள் கூடுவார்களோ உலக மக்களே சேர்ந்து அந்த குச்சியை தூக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தூக்க முடியாது ஆனால் அவர்கள் கையில் வைத்து சுழட்டி கொண்டிருப்பார்கள் அவர்கள் கையில் வைத்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் தவறான பதில்களை அழைத்தால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் தடுமாறினால் அந்த குச்சியை வைத்து தாக்குவார்கள் அப்படி தாக்கும் பொழுது அல்லஹா காப்பாற்ற வேண்டும் அப்படி தாக்கும்போது நீங்கள் ஆள் பூமிக்கு சென்று விடுவீர்கள் பூமியினுடைய அடிபாகத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் மீண்டும் உங்களை அல்லாஹ மேலே எழுப்புவான் மீண்டும் உங்களுக்கு சரியான பதில் தெரியவில்லை என்று சொன்னால் அடிக்கப்படும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்களே அப்பேற்பட்ட மலக்கை பார்த்து தைரியமாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் நாம் அல்லாவை பயந்து நடக்க வேண்டும் மரணத்தை பயந்து நடக்க வேண்டும் அன்பி தாய்மார்களே மண் க முதல் கேள்வி என்னு க உன்னை படைத்த இரட்சகன் யார் உன் இறைவன் யார் என்று கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு ஐநேர தொழுகையாளிகள் மாத்திரமே பதில் சொல்வார்கள் என்னை படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்வார்கள் யார் ஐநேர தொழுகைகளை பேணி தொடவில்லையோ யார் தொழுகையின் மீது கவனம் செலுத்தவில்லையோ யார் தொழுகைகளை அலட்சியப்படுத்தினார்களோ அவர்களின் சப்தத்தை குறித்து கூட இமான்கள் சொல்வார்கள் என்ன கேக்குறீங்க கேள்வி எனக்கு புரியலையே எனக்கு என்னமோ ஆகுது எனக்கு கேள்வி புரியலையேன்னு பதட்டத்தோடு அவர்கள் பதில் சொல்வார்கள் அந்த பதட்டம் அவர்களை அடி பாதாளத்திற்கு இழுத்துச் செல்லும் அதன் நமக்கு வேணுமா வேணுமா கொஞ்சம் ஒரு வண்டியிலிருந்து கீழே விண்ட்டா நம்மளால் தாங்க முடியுமாமா ஒரு ரெண்டு மாதிரி படியிலிருந்து கீழே விண்டா நம்மளால் தாங்க முடியுமா முடியாது நம்ம உடம்பு அவ்வளோ பலகீனமானது ஆனால் அடிக்கிற அடியில் பூமிக்கு கீழே நம்ம போகணும்னு சொன்னால் எவ்வளோ வேதனையா இருக்கும் பூமிக்கு கீழே என்ன வெறும் நமக்கு பட்டா வச்சிருக்கு கடுமையான பாறைகளும் கடுமையான விஷ ஜந்துக்களும் இருக்கும் எல்லாம் நம்மளை தீண்டும் எல்லாம் நம்ம மீது படும் அடுத்தவர்கள் கேட்பார்கள் தீனு உங்களுடைய மார்க்கம் என்ன நம்ம மார்க்கம் என்ன சொல்லுங்க என் மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்பவர்களுக்கு யாருக்கு தைரியம் இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் வழியில் நடந்தவர்களுக்கு மாத்திரமேதான் அந்த பதிலுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியும் அடுத்தவர்கள் கேட்பார்கள் ஒமா நபியுகி யாரு துணி போட்டு சாப்பிடறமா தலையில துணி போடுறமா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கமா வெளியே இறங்கும் போது பிஸ்மில்லா தவக்கல் துணி இறங்குறமா இறங்குறமா நம்ம சுங்கத்தைகளை செய்யறோமா தொழிலை அஞ்சுதான் பரண தொகுதிக்கு பின்னால் முன்னால் இருக்கக்கூடிய முன்பின் சுண்ணத்துகளை சரியான முறையில் நிறைவேற்றுகின்றோமா பண்றோமா என்று சொன்னால் உலக மக்களால் தூக்க முடியாத ஒரு குச்சியினால் நமக்கு கடுமையான ஒரு அடி விடும் அந்த அடியில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஒரு பக்கமும் நம்மால் செல்ல முடியாது அடுத்து கேட்கப்படும் உங்கள் வேதம் என்ன கிதாபி குரான் யாருக்கு வரும் குரான ஓத தெரியு சொன்னாலும் கூட குரான ஓதும் போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க குரானின் மீது அன்பு வைத்தவர்கள் குரானை ஓத தெரியவில்லை என்றாலும் எடுத்து கண்ணில் முத்தமிட்டு நெஞ்சில் முத்தமிட்டு தலைக்கு மேல் வைத்து ஒரு ஓரத்தில் வைப்பார்களே இன்றைக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய குரால் எல்லாம் தூசியில் அடைந்து போயிருக்கிறது தூசி தட்டி எடுக்கணும் இந்த என்ன செய்யல தெரியல ஆனால் ஒரே ஒரு சஹாபி நபிகள் நாயகம்லா அலை கேட்டார்கள் யாரும் சூழல்லா முன்கீடைய கேள்விக்கு நான் பதில் சொல்வேனா உமர் ரொம்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க ஜிப்ல இஸ்லாம் அவர்கள் வந்துட்டு போனாங்க நீங்க கேள்விகளுக்கு பதில சொல்லிடுவீங்க சொல்லிட்டு வந்த ரெண்டு மணக்குமாறு நீங்க திரும்பி கேள்வி கேப்பீங்க ரப்ப யாரு திருப்பி கேட்பீங்க வந்த மணக்குமாறுங்க சொல்லுவாங்க யா வயிலத்தா இது என்னடா பெரிய சோதனையா இருக்கு நம்ம தானே உலகத்துல எல்லாருக்கும் கேள்வி கேட்டோம் உமர்ந்த நமக்கு கேள்வி கேட்கு என்ன செய்வாங்களா பெரிய ஆச்சரியப்படும் அளவுக்கு உமரதியில்லாருடைய கேள்விகளும் இருக்கும் அதற்கான காரணம் உமரதியில்லாரும் இந்த உலகத்தில் இருந்த யாருக்கும் அஞ்சவில்லை அல்லாகுவை தவிர எதுக்கெல்லாம் பயப்படுறோம் கடங்காரன்ல இருந்து கரண்டு பில்ல இருந்து ஒரு நொடி பொழுதால் பயந்து இருக்கிறமா இப்படி இருக்க மாலை அல்லா என்ன கேள்வி கேப்பா ஒரு நாளாக பயந்து இருக்கிறோமா இத கண்ணா எதுக்கு தந்தா எதுக்கு தந்தா அல்லாவுடைய அத்தாட்சிகளை பார்க்கணும் குரான பார்க்கணும் நன்மையான காரியங்களை பார்க்கணும் நன்மையான காரியத்தின் பக்கம் கண்களை செயல்படுத்தணும் என்பதற்கு அல்லா தந்தானே ஆனால் இந்த கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறி நாம் தினந்தோறும் பதினோரு மணி வரைக்கும் உலக காரியங்களில் ஈடுபடுற ஹக்கு இந்த கண்ணுக்கான கடமையை நம்ம கரெக்டா செஞ்சிருக்கிறோமா என்னைக்காவது ஒரு நொடி போனால் அல்லாஹ் பயந்து இருக்கிறோமா இல்லையே இப்படி அல்லாஹை காரணமாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வட்சியும் கண்டு நமக்கு பயம் த பார்த்தாலும் ஒரு கரப்பாம்பூச்ச ஒரு பள்ளியை பார்த்தா கூட பயம் அப்படியான என்ன செய்யல பயம் இல்ல வாயில வந்து பேசுறது நினைச்சா மாதிரி வாழ்றது நினைச்சா மாதிரி சாப்பிடுறது நினைச்சா மாதிரி தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரவைப்பது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கொடூரமான வாழ்க்கை இன்றைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே தயவு செஞ்சு சொல்றேன் தாய்மார்களே நீங்கள் திருந்துவதும் திருந்தாததும் உங்கள் விருப்பம் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இளம் பச்சிலம் பிள்ளைகளின் மனதில் விசத்தை நீங்கள் விதைத்து விடாதீர்கள் அவர்களை டிவியில் மூழ்கடித்து விடாதீர்கள் அதாவது உங்க வாழ்க்கைக்கு நீங்க பத்தி வைக்கிற தீ புரியான அந்த தீ என்பது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக ஆத்தாது எரித்துவிடும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒளிமயமா இருக்குறோமா என்னைக்கா கேட்டிருக்கோமா தாய்மார்களே இதற்கு நேர்முறணாக வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் எத்தையும் வாபிட்டு இருக்காங்க என்ப அதை சொல்லிட்டு அஜித் இதை சொல்லிட்டு அதை சொல்லிக் கொடுங்க இதை சொல்லிக் இல்லையா தாய்மார்களே மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது நீங்கள் அன்றைக்கு தொட்டில் பழக்கமாக பழகியது இன்ற வரையிலும் உங்களை மாத்திக்கொள்ள முடியவில்லை அதே சூழ்நிலையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் உங்களுடைய சமுதாயத்திற்கே உங்களுடைய சண்டனியிற்கே உங்களுடைய வம்சத்திற்கே அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு நான் கொண்டு வரேன் எனவே உங்க பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு குரானை பத்தி கேளுங்க உங்க பிள்ளைங்க ஓதிட்டு வரக்கூடிய விஷயங்களை பத்தி கேளுங்க மகரசா எப்படி போச்சுன்னு கேளுங்க பிள்ளைங்களை தயவு செஞ்சு கூட உட்கார வச்சு நாடகம் பாக்காதீங்கம்மா வேண்டாது அது ஒரு ஹராவான ஒரு செயல் அதை நீங்கள் தனியாக பார்ப்பதே ஒரு கொடூரம் சொன்ன ஒரு பிள்ளைகளையும் அதில் நீங்க மூடி அடிக்கீங்களே எவ்வளவு பெரிய ஒரு பாவம் அது பாவமா இல்லையாம பாவம் தானே எந்த தகப்பதாலும் தான் செய்யக்கூடிய தன்னுடைய ஆண்மகனோடு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்களா இன்னைக்கு செய்யறாங்களா செய்ய தாய்மார்கள் மாற்றமே அப்படி பண்றீங்க ஏன் உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு புறம் உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு தவறான வார்த்தைகளை பேசுறீங்க உங்க பிள்ளைகளுக்கு முதல் மரியாதை கொடுத்து பேசி பழகுங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்போடு பேசி பழகுங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்துடைய சிந்தனையை அதிகப்படுத்தி கொடுங்கள் அப்படி கொடுக்காத வரை ஒரு சமுதாயம் நேர்வழி பெற முடியாது அப்போ தாய்மார்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மௌத்த அடிக்கடி அடிக்கடி நினைச்சுங்க சொல்லி காமிச்சாங்க உங்களக்குமார்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் உமர் ரதி ஒரு பழக்கம் இருந்துச்சு உமர் ரவி மோத்தா போனதுக்கு பின்னாடி அவருடைய உடலை குறிப்பாட்டும் பொழுது கபன் மோதியும் பொழுது சகாபாக்கள் பார்க்காத உடம்பு சாட்டையால் அடிஞ்சு அடிச்சு அப்படி வீங்கி வீங்கி உமர்வர்கள எல்லாத்தையும் முடிச்சுட்டு தொழிலாம் முடிச்சுட்டு அவங்களுடைய மனைவிட்டு போய் கேட்டாங்க என்ன உமர்வதினால் உடம்புல காயமா இருக்கு அந்த தாய் சொன்னாங்க என்னுடைய கணவரிடத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னன்னு சொன்னா ஒரு தனியான ஒரு அறைக்குள் சென்று இன்றைக்கு ஏதாவது தவறு செஞ்சமா பாவம் தனக்கு தானே தண்டனையை கொடுத்துக் கொள்வார்கள் அதனாலதான் உடம்பு என்ன செய்து அவ்வளவு காயங்கள் இருக்கு கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு உங்களுக்கு அப்படி அண்டல்ட்டாரையோடு இருந்தோம் அல்லா உருவைய கட்டளைக்கு எப்படி இன்னைக்கு நடந்தோம் எப்படி மீறி நடந்தோம் எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் ஒரு நாள் இரவுல ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்த்து உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்கன்னு சொன்னா மறுநாள் சைத்தான் உங்களிடத்தில் வருவதற்கு பயப்படுவான் வாழ்ற காலத்துல நன்மை அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் தயவு செய்து தொழுகைகளை பேணி தொழுது கொள்ளுங்கள் ஏதோ கேட்டோ ஏதோ எஞ்சி போன மாதிரி இல்லாம சொல்லக்கூடிய அனைத்தையும் வாழ்க்கையை செயல்படுத்துங்கள் குறிப்பாக ஒவ்வொரு நேரமும் மரணத்தை நினைவுபடுத்திக் இருங்கள் மரணத்தை நினைத்துக் கொண்டே இருங்கள் அந்த சக்கராத்தனுடைய நேரத்தை நினைத்துக் கொண்டே இருங்கள் கபரின் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டே இருங்கள் சொர்க்கமா நனகமா என்பதை அடிக்கடி நினைத்துக் இது அனைத்தும் நம்மை பாவத்தை விட்டும் தவிர்க்கும் என்பதை நாம் நினைவில் கொண்டு வாழும் காலமெல்லாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூருக்கும் கட்டுப்பட்டு வாழ்பவர்களாகவும் இம்மை வாழ்வையும் வறுமை வாழ்வையும் பேணி வாழ்பவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அறுவதோடு வளரும் சமூக பிள்ளைகளை தீனுள் இஸ்லாத்தில் பிடிப்பான பிள்ளைகளாக அல்லாஹாரா ஆக்கி அருள் புரிவானாக கொடிய நோய் விட்டும் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக பெரிய கடன் தொல்லை வட்டி தொல்லையில் நம் ஊர் மக்களை அல்லா பாதுகாப்பானாக அனைவரையும் ஐநேர தொழுகையாளிகளாக அல்லா ஆக்கி அருள் புரிவானாக ஆண்களே ஹராமான செயல்பாட்டை விட்டும் அல்லாஹ பாதுகாப்பானாக அனைத்து தாய்மார்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தின் நீண்ட ஆயுதையும் நல்லமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பினையும் அல்லாத்தாரா என்றென்றும் குறைபாடுகள் இல்லாமல் வாரி தந்தல்வானாக பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் புத்தி கூர்மையையும் படிக்கும் திறனையும் மரணம் செய்யக்கூடிய மன பக்குவத்தையும் பிள்ளைகளுக்கு அதிகமான ஆண்கள் தொடருவதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்தி